மாறி கணினி பிரபலமடைய நீண்ட காலம் ஆரம்பத்தில் மனிதன் கூட்டல் கழித்தல் போன்ற வேலைகளை செய்வதற்கு தன் பயன்படுத்தினான் கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னத்தை கண்டுபிடித்தான் இது பல்லார பதினேழாம் ஆண்டு சேர்ந்த என்பவர் பொறியை கண்டுபிடித்தார் இதற்கு பாஸ்கல் என்று பெயர் உண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இருநூத்தி ார் இது உருவான கணிமிகளுக்கு கட்டம் எப்போ துணையாக அமைந்தது எனவே சார்லஸ் பாபேஜ் கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இப்பொழுது சில கணினிகள் பிரபலமானது இதற்கு மடிக்கணினிகள் என்று தமிழ் பெயர் உண்டு இதற்கான பரிதான காரணம் என்னவென்றால் இதை கையிலே எடுத்து மடித்து செல் செல்லலாம் இது அதிகளவில் கூடிய ஒரு கணினி இப்பொழுது நாம் கணினிகளை காண்போம் இது என்னவென்றால் இது ஒரு கணினியும் சேர்ந்த மடிக்கணினியும் சேர்ந்த